ஒரு பயணத்தில் நாங்கள் நபிஸ் அல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்களுடன் இருந்தோம் ஓடை பகுதியின் மேடுகளில் நாங்கள் ஏறும் பொழுது லாஹ் இலாஹோ அல்லாஹோ அக்பர் என்று கூறுவோம் எங்களின் சப்தம் கூடியது அப்பொழுது நபிஸ் அல்லாஹ் அலையு வஸ்லாம் அவர்கள் மனிதர்களை நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் நீங்கள் செவிடானவனையோ உங்களை விட்டு மறைவானவனையோ அழைக்கவில்லை நிச்சயமாக அவன் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் நிச்சயமாக அவன் கேட்பவனாகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள் என அபு முசால் அஷ்ஷர் இடையே தான் அறிவிக்கின்றார்கள் ஆதிஷ் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது